பாட்டு வந்து நம்ம எல்லாம் சிங்கப்படுத்துற மாதிரி அத பத்தி பேசிட்டே இருந்தோம்டா உண்மைதானடா சொல்லிருக்காங்க இதெல்லாம் வரதபரத்துக்கு என்ன இருக்கு என்னடா சொல்றே உனக்கு கேட்டதா அந்த அசிங்க டேய் இது அசிங்கன்னு நினைக்கணுமோ அதுக்கு முதல்ல நம்ம அசிங்க பண்ணுடா அந்த பாட்ல அந்த வரிகளை போடுற அளவுக்கு நம்ம அசிங்கமா நடந்து குட்டோம் மீனு வெக்க பண்ணணும்டா முதல்ல அதுக்கு தான் நம்ம அசிங்க பண்ணனும் இவன் என்னடா நம்ம புதுசா என்னமோ சொல்லிட்டு கிடக்குறான் இவனுக்கு கோவம் வரலையாடா டேய் என்னடா நீ இப்படி பேசுற அந்த பாட்ல அது பெண்களை பத்தி போட்டிருந்தா நிறைய எவ்ளோ போறது முக்காவியல் இந்த மாதிரி தொந்தரவுகளும் அதையே பாட்டா எழுதும்போது அதை மறந்துட்டு நம்மள அசினிப்படுத்திட்டாங்கன்னு மட்டும் நம்ம இப்படி யோசிக்கிறோமே அது எந்த விதங்கடா டே இவன் சொல்றதும் கரெக்ட் தான்டா இதான் யோசிக்காம போயிட்டான்